நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஓல்டு கிளாஸ் மெச்சிகம் சோம்பாசம் வேலையிருச்சி எனக்கு கவலை தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்கள் அக்டோபர் பதினாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்து தமிழ்நாடு உள்ள ராமேஸ்வரத்தில் முழு பெயர் ஆவுல் பபு ஜெயவுலா புதீன் வெற்றிப்படிகள் பொதுவாக பணியாற்றியும் கல்லூரியில் இயற்பியலும் மெட்டா சிறப்பு கல்லூரியில் விண்வெளி பொறியரும் படித்தார் வாங்கிய விருதுகள் பத்மபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பூவா பதக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு வான் வான் ரிசஸ் வான் ஹூரான் பதக்கம் எழுதிய நூல்கள் முனி சிலகுகள் ரெண்டாயிரத்தி இருபது வற்ற வெற்றப்பட்ட மனங்கள் பொருத்தமன்ற ஆவி